இன்னைக்கு மட்டும் டூ சரி சின்ன இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் டேஸ்ட்டான மூபுஸ் எது செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நானும் வெடி போய் போகிறேன் பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும் வந்து தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு பாயில் ஆனதுக்கு வந்துருச்சு இத வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல பில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கடாயில் இப்போ வந்து மூணு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும் என்ன சூடானதோ பட் சின்ன ஒன்று கட் ஒரு கப் கோஸ் ஆட் பண்ணிக்கணும் அது டாப் கப் பண்ணி வச்சுக்கோ அதை ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்ப்பூல் ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் கரமசு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போங்க மெச்சு பண்ணதக்கு அப்புறமா ஒரு எக் எடுத்து வச்சிருக்கேன் அதையரோட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கொண்டு எக் ஓണ്ട് கொஞ்ச கொஞ்சமா கலையாதபடி ஸ்ட் பண்ணி விட்டுடணும் எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சில தங்கம் வச்சுருப்பேன் நம்மளோட மூல்ஸ் வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிவிடாமல் அதிக வந்து எடுத்து எடுத்து எல்லா பக்கமும் வடுற மாதிரி போட்டு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்டானி ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ